இன்றைக்கி ஆரம்பித்தா நாளைக்கு தான் வரும் மிளகுது கேமுல்லே போக முடியும் மோளகுதே என்ன ஒரு தெரியல எவ்வளோ டைமிங்கில் வேறு வருது தெரியல என்னடான்னு நடக்குது இங்கே பதினோரு செகண்ட் டேய் இதெல்லாம் அணியமாக தெரியலடா நான் எப்படா மேலே ஏறுறது ஏன்டா கரீனா இது இது ஃபோன் ஃபால்ட்டா கரீனா ஃபால்ட்டா யார் ஃபால்ட்டுன்னு யார் சொல்கிறது அவள் தான் டைமிங் முஞ்சு போயிடுச்சு இதுக்கு மேலே நான் போய் என்னடா பண்ண முடியும் ஏன்டா ஹலோ சோல்ஜர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் பார்க்குறது கேட்குறது த்ரீ இடியட்ஸ் கேம்ப்ளே நான் உங்கள் ரேகூ இப்போ எங்கன்னா வரோம் அப்படின்னா சொந்த ஊர் வாங்கினதோ சொந்தமாக ஒரு இடம் வாங்கினதோடு சரி அந்த இடத்து உள்ளே போயிட்டு இது வரைக்கும் பால் காய்ச்சிக்கு உள்ளே போகலை அதனால் சரி பால் காய்ச்சலாம் அப்படின்ட்டு தான் போனேன் உள்ள நானும் பால் காய்ச்சி கொடுத்துட்றேன் பண்ணி சரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு போனேன் எனக்குன்னு எங்கேன்னு தான் வரானுங்களோ தெரியல இவனுங்க அதுவும் அங்கேருந்து வரோம் கரெக்டாக இப்படியே ஆகணும் உள்ளே போயிட்டு பால் காய்ச்சலான்னு நேரத்துலேயே எப்படி போயிட்டு அவனை போட்டு தள்ளுற மாதிரி ஆகிடும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இது வராமருங்க அப்படியே வாரமாக ஒன்றும் தெரியாத பார்ப்பா மாதிரி அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்தா கீழே குதிச்சிட்டான் நம்ம இறங்கலாம்னு பார்த்த நேரத்தில் அவன் குதிச்சுட்டான் நானும் விடுவேனா சும்மா அப்படியே கீழே குதித்தேன் குதிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி அவனை விட்டன் போட்டு பழி சொந்த ஏரியா விளையாட வந்துக்கிறேன் ஈய காலை வைக்கிறேன் இனிமேல் ஏவன் ஏரியாவில் காலை வச்சாலும் ஏன் ஏரியாவில் காலை வைக்கக்கூடாது வச்சால் அந்த மாதிரி வெட்டணும் அப்படின்ட்டு காலை நீங்கள் வந்து தப்பை எடுத்துக்க அதிகமாக காளை வெட்டணுட்டாங்க அப்படியே வந்து பார்த்தா அவனை ஆலையை காணும் சரி இவன் உள்ள இல்லை போகல வெளியாக இருப்போம் இவன் இப்படியாவது வெளியே வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் நானும் வந்தேன் பாருங்கள் மக்களே நான் பால் காய்ச்சறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து குளிக்கிறதுக்கு எத்தனை பேர் வரானுங்க அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா அவனை ஆலையை காணும் எங்கே போயிருப்பான் அந்த வீணாக போன பண்டையன் இதன்தான் மேலே போயிடும்னு நினைக்கிறேன் இதை மேலே ஏகிரி குச்சா மேலே போயிடுச்சுன்னா நம்ம அங்கேருந்து ஈஸியாக அடிக்கலாம் ஆடை இதுவும் இல்லை இந்த நாடை எங்கே இருக்குது இல்லையா இதில் ஒன்று இருக்குமா கலை அதாவது இங்கேருந்து டயர் மேலே ஏகிரி குச்சா மேலே போயிடும் இதுதான் நினைக்கிறேன் ஏகமா எவோ அடையோ நாசமாக போனோம் இங்கே தான் இங்கே காரம் அடிக்கிறான் என்ன ஆலையைத்தானோ பெசாம உள்ள ஓடிடுவோம் இது ஒட்டால் வேறு வழியும் கிடையாது நமக்கு எங்கள் ஐயோ அடிக்கிறான் ஏய் சொல்லிட்டாருரா ஏன்டா இப்படி வந்து அடிக்கிறீங்க இத வந்துட்டான் மண்டையா சாவுடா சொந்தமாக பால் காய்ச்சி டேய் போட்டு குடிக்கலான்னு வந்தால் யானா அப்படி என் உயிரை வந்து இப்போ தான் வந்தேன் வந்ததோ கொலைக்கேஸ் ஆகிடுச்சி ஓகே இருந்ததால் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்தால் ஓ மாட்டிக்குவான் இது யாருன்னா வந்துடுவாங்க அதனால் இருக்கிறது வரைக்கும் எதனா சுட்டை பண்ணிக்கின்னு போகலான்னு பார்த்தா ஆமாம் நம்ம ஏரியா எப்படி பால் காய்ச்சி குடிக்க முடியாதுன்னு ஆகி போயிடுச்சு வேறு ஒரு நல்ல நாளாக பார்த்து பால் காய்ச்சி குடிக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன் இப்போ எங்கே என்ன வாங்குறது இந்த சிப்பு ரெண்டு வாங்கிக்கின்னு போகலாம் எங்கே போகலாம் பக்கத்தில் புல்ஸ் ஆயிருக்கு அங்கே போகலாமா அது வந்து பக்கத்தில் பாண்டாக்கு வாடகை விட்டுருக்கோம் வேறு எதுவும் இல்லை முன்னாடி எக்ரி குதி ஆ பரவாயில்ல ஓகே என்ன லெவல் டூ பேக் இருக்குது லெவல் டூ பேக் எம்டன் எடுத்துக்கலாமா இல்லை வேணாம் எம்டன் வந்து கொஞ்சம் சுத்தம் பட் நல்ல கண்டம் பேஸ்ட்டு சரி பேஸ்ட்டு எடுத்துக்கலாமா இல்லை அதுவும் வேணாம் என்ன எடுத்துக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை வீட்டை சுற்றி சுற்றி வரோம் ஒன்றமும் கடிக்கல சரி வீட்டுக்கு உள்ளதாக தான் பார்க்கலாம் என்னடா பார்த்தாலும் வீட்டு ஊர்லேயே பார்த்தாலும் ஒன்றும் காணும் வீட்டுக்கு வெளியே பார்த்தாலும் ஒன்றுத்தையும் காணும் ஏதாவது லூட்டு இருந்தால் எடுத்துகிட்டு போலான்னு பார்த்தா அது காயின் நூறு காயின் தான் கிடச்சிச்சு மேற்கொண்டு ஏதாவது அது என்ன லெவலப் போடுறதா இது வெஸ்ட்டு அப்டேட் பண்ணுறதா ஓகே நல்லப்பின்னா கை செலவுக்கு எதாவது யூஸ் ஆகும் இது வேலை ஏதாவது அது நக்கிழமைக்குதே என்ன அது தாம்பஸ் இங்கேயும் தாம்பஸ் அங்கேயும் தாம்பஸ் இது எம்பி ஃபைவ் ஓகே இருந்தாலும் இது எம்ஃபோர் எவன் இருந்தாலும் மனம் எடுத்துக்கலாமா ஒன்று வச்சுக்கிறோம் சரி பரவாயில்ல எடுத்துக்கலாம் ஃபேமஸோட எம்ஃபோர் எவன் நல்லா அடிக்கு ஓரளவு அடுத்து ஜோனி வேறு வந்துருச்சு எழ நேற்று தானே அந்த ஜோன்லாம் வந்து சாகடிக்குது நம்மளை படுத்துறாங்க நீ ஒரு காயின்னு ஏழ்நூறு காயின் இன்னும் இது லெவல்து லெவல் த்ரீ பண்ணிட்டுறோம் இன்னும் தாமசுக்கு பதிலாக அந்த எம்பி ஃபைவ் ரெண்டும் மேக்ஸ் பண்ணதுக்கு சிறப்பாக முடிஞ்சிடும் ஆட்டமே அடுத்து போய அடிக்கிறது கன்ஃபார்ம் நம்மக்கிட்ட தான் இருக்குது ஓகே இது கேல எதுவும் கிடையாது அவனால் மேலே வீட்டுக்கு மேலே போனான்னு பார்த்தா அவனால் உருட்டின்னு போயிட்டான் எது எமௌண்ட் மாதிரி இருக்குமே எங்கே அது எமௌண்ட் போட்டால் லூட்டு வருமா அப்படின்னு பார்த்தா அப்படின்னு மாமா தான் சொன்னேன் ஹேக்கர் மாமா வருமா தெரியல இதுன்னு ஃபேமஸ் ஐயோ ஐயோ பரவாயில்ல எங்கேருந்து கேள் கூச்சா டேமேஜ் கம்மியாக தான் போகுமா அப்படியே இங்கே வந்து பார்த்தா இருக்கிறது எழுநூறு காயினுக்கு என்ன வாங்கலாம் பேக்கு ஒன்று வாங்கிக்கலாம் மீதிக்கு க்ளோவல் செப்பு கூட வாங்க முடியாது எதுவுமே இல்லை நூறு காயின் தான் காயின் அந்த மாதிரி இருக்குது இது ஆறுநூறு காயின் இதோ கொஞ்சம் காயின்னு இருக்குது ஈஎம்பி தான் இருக்குது அது நமக்கு சுட வராது ஏம்பி பையன் ஓரளவுக்கு போகிறோம் சுடுவோம் இது என்ன ஆகுது இதுலேயும் ஒன்றும் இல்லை இது ஏதோ காயினோ க்ளோவலா க்ளோவல் க்ளோவல் போதும் அப்படியே போனால் அஞ்சு கிலோவல் தான் இருக்குது நம்மக்கிட்ட வேறு எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு நூற்றம்பது கிலோவல் இருந்தாலும் அடிக்க மாட்டோம் அது தெரிஞ்ச விஷயம் தான் அப்படியே இது உள்ளே ஏதாவது இது வந்து அப்படியே போகிறதுதான் ஏதாவது இதெல்லாம் நம்ம ஏரியா தான் வாங்கி பட்டா சரி இப்போ தான் உள்ளே வந்தால் காவு குத்தாச்சு பரவாயில்ல இதுவும் ஒரு நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டு ஜோன் வேறு வந்துடுச்சு ஜோன் செர்வே பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா வேலையாகாத ரசம் வேலையாகாதே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகேமே என்ன இல்லைன்னு கெட்டு எடுத்துக்கிட்டான் எங்கே வர்றது இந்த வருது அப்படி என்ன பக்கம் போய் பார்த்தான்னா என்னடா வீட்டு உள்ள எந்த மாதிரி லூட்டுமே இல்லை லூட்டே இல்லாமல் நான் என்னத்துக்கு சுற்றினு கிடைக்கணும் பைத்தியிக்கார மாதிரி ஆகிட்டே இல்லை பரவாயில்ல பெரிய ஸ்கோப் தான் இருக்குது அடுத்து மேற்கொண்டு ஏதாவது செய்மி நிகழ் ஏதோ திருக்கப்பட்டமே ஆனால் இது எடுத்துகிட்டு அடுத்து ஜோன் வருது அப்படின்னு பார்த்துட்டு கணவலாம் எங்கே வருது ஜோனே முதல்ல ஜோன் எங்கே வருதுன்னு பார்க்கணும் அதுக்கு முதல்ல எங்கன்னா உள்ளே போய் என்ன அவ்வளோ பார்க்கணும் எங்கேயும் எவள் என்ன ஒன்றுத்தையும் காணும் எம்பி ஃபைவ் கடின்னு பார்த்தா டாம்பஸ் ஃபிஃப்டியாக சுத்தது இது ஒருக்கு எம்பி ஃபைவ் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்புடாச்சின்ன்றாசே ஏய் கிளம்புடாட்டேகோந்துச்சு வேறு ஒன்றும் இல்லை ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போனா த்ரீ நைன்ட்டி ஓகே புல்லட்லாம் கரெக்டாக இருக்குது நூற்றி எண்பது நூற்றி முப்பத்தொரு புல்லெட்டு இதுலேயும் எதுவும் காணணும் அதாவது காயினா என்ன பிளாஸ்மாக போட்டுக்கலாம் பிளாஸ்மாக் கூட தான் இந்த எம்பி ஃபைவ் கூட தான் ஆயிரந்திரம் மேற்கொண்டு ஏதாவது செய்வினைகள் செய்த பட்டிருக்கப்படியும் காரியத்தில்ம்மா இல்லை வேணாம் எங்கே போகிற இது ஏழு படிக்கு ஏழு என்னான்னு இது ரெண்டு தாங்குதா ஐஐயோ என்ன பண்ணலாம் தெரியல ஏழு சரி பார்த்து இது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படியோ கில் பண்ண தான் கிளம்ப போகிறோம் அடுத்து எங்கே போகிறோம் கட்டுப்பட்டுன்னு போனோம் மக்களே முதல்ல எங்க ஓனது ஓனர் நாளிலே இது எங்கள் ஜீப் இருக்கும் ஜீப் எடுத்துன்னு கிளம்பிடலாம் இதில் வேறு முந்நூறு காயின்னுக்குது க்ளோவலாவது வாங்கிட்டு போயிடலாமா அஞ்சு மூணு எட்டு க்ளோவல் வரும் இந்த ஊருக்கு எங்கள் குளோவல் க்ளோவல் சிப்பு எடுக்க முடியல வானா க்ளோவல் எடுத்துக்கலாம் என்பி போய் அப்டேட் பண்ணலாம்னு பார்த்தா வழியில் ஓகே எல்லோரும் அட்ஜஸ்ட் ஃபார்தே இருக்கும் இப்படி இன்னும் என்னென்னு எனக்கே தெரியாது ஆயிரம் சட்டன்னு வந்துடுவேன் அது எடுத்து ஓகே இது அடாடா இந்த இரநூறு காய் நான் அப்போ வச்சுன்னு நல்லா இருந்திருக்குமே இதுவும் இல்லை இது உள்ளே ஒரு இரநிலான்னு கேட்டு ஓகே ரெண்டு மடிக்கிட்டு ஒம்பது இரநிலான்னு கேட்டு இருக்கோம் அப்படியே கனவில் கூட நினைத்து போர்க்கவில்லை என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்து கொள்கிறேன் எங்கே போகிறான் இது இது ரோடு இல்லைம்மா இதில் ஒன்னால் நாலு நாள் ஆகும் ஆ டேமேஜ் வேறு அதிகமாக ஆரம்பிச்சிச்சு பேசாத இந்த வண்டி இருக்குது டம்பி ஓகே அடுத்து ம் சட்டுன்னு எடு ஐயோ இது நடா இதே வண்டியில் ஜோன் பார்த்தா இது யூஸ் ஓகே ஓட வேண்டியது தான் ஓ ஒட்ராட்ருக்கோ ஜோன் கூட தெரியாது அது அப்படியே இந்த மேப் பார்த்தா அப்படியே அப்படியே கெட்ட போனோம் கெட்ட வந்துடும் ஐயய்யோ என்ன வேகம் போகிறதா ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்கடா சீக்கிரம் வேகமாக ஓடுங்கடா எவ்வளோ வாசனை இது உங்களோட ம் கொடுமை அப்படியே இந்த பக்கம் போனால் ஐயோ டேமேஜெல்லாம் வர நிறைய கொடுக்குறாப்பு வர்றா வர்றா வர்றா ஆ கிட்ட வந்துடுச்சி ஐயோ எங்கே ஒரு வேறு வெண்டிங் மிஷின் கொடுத்து அதாவது நிறைய பேர் கடை ஓட்டி கடை வெச்சுக்கிறானவன் அப்படியே போனான் ஆ எனிமி எனிமி ஸ்பாடி அடை நாசமாக போனவனை அப்படி நின்னா தானே நடிப்பா இப்போ யாரையும் வந்து தேடுறான் வாட்ரா வாட்ரா வாட்றா அடிக்கிறோம் மேப்பில் பார்த்தா தெரிஞ்சு அடிக்கிறோம் இப்படின்னா நின்று அடிக்கிறோம் அடை நாசமாக போனேன் எடுபட்ட பயிலே அப்படியே அந்த பக்கம் போனால் சீக்கிரமாக மேலே ஏறிட வேண்டியது தான் போல போடா போடா போடா சீக்கிரம் போடா எனிமே வந்து ஒரே கில் தான் அடிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் கில்லு அடித்தா போதும் வேலை முடிஞ்சிருச்சு ஆ அடா யார் எது எனி பார்த்துட்டேன் எனிமீஸ் பாடிட்டு போ வண்டி விட்டு ஒரே ஏற்றி ஏற்றிடுறாங்கன்னு இன்னைக்கு வாடா இன்றைக்கி செத்தடா நீ செத்து சுடுகாட்டுக்கு போய்ட்டடா சொன்னாம்பா இரநூத்தி ரெண்டு டேமேஜ் வெற்றி வெற்றி வெற்றி வெற்றி ஏன்னா கில்லு கடிக்கல என்னடா கில்லு கடிக்கல என்ன என்னமா கிலுக்கு அடிக்கல அப்படியே யூட்டன் போடு வண்டி யூட்டன் போட்டு சட்டன்னு போய் அவனே என்னென்னு பாகணோ எங்க அவன் குளோவல் போட்டுக்கிறேன் எப்படி டேய் என்னடா போட்டு அதுக்குள்ள ஓமை கார்ட்